யோ! என்ன நீ கோ கோப்டர் உனக்கு எந்த கமிட்மெண்டும் இல்ல ஆனால் நான் அப்படி இல்லை சாலரி கிட்ட அடுத்த நாளே பசங்கள் லோன் பிடிச்சிருவாங்க எட்டாம்தேதி ஹவுஸ் உணருக்கு வீட்டு வாடகை அனுப்பணும் பத்தாம் தேதி ப்ரொவிஷன் வாங்கணும் இதில் வண்டி சர்வீஸ் பெட்ரோல் காய்கறி கறி பால் சிலிண்ட்ரு இபி மாத்திரை எல்லாமே போக கடைசியில் என் கையில் ஆயிரத்தி தான் இருக்கும் என் குழந்தைங்கட்டு ஒரு விஷயம் கேட்கும் அதை வாங்கி தர முடியாமல் இந்த மாதம் வாங்கி தரேன் அடுத்த மாதம் வாங்கி தரேன்னு சொல்லி அவளை காக்க வைக்கிற வழி இருக்கே அதை விடை விட்டுலாம் எனக்கு ஒரு வழியே எப்படி ப்ரோ குடும்பஸ்தம் ப்ரோ